முன்னொழி வாய்ந்த முகம்மது ரசூல் நபியை தன்னொழிவினாலே சமைத்தானே மின்னொழி போர் பெண் புத்தி மாலைதனை பேசிடவே எவ்வயிருக்கும் கண்ணுத்து நிற்பவனே காப்பு பெண்புத்தி மாலையனை பேசிடவே எவூயிருக்கும் தன் புத்தி இல்ல தையரே பெண்புத்தி புத்தி பெண் புத்தி சொன்னார் முகம்மது தொகையரே கண்டறிந்தீங் என்னாலும் வாழ்வீறி நாளை எல்லாம் என்றுமினார் கா முழித்து கா வாயொலு கொள்ளும் மயிலே இசை மேலொன்றாக குயிலே பிரித்த பதில வேண்டி தொழுது மயிலே முன் சலிக்க கலி மாவை கல்வியில் ஏத்திக்கோ குயிலே முன் கலிக்க கலி மாவை கல்வியில் ஏற்றிக்கோ குயிலே முப்பது மொபையும் தப்பாமேலே வீடு மயிலே நீ துப்பரவாகவே உப்பாய் நடக்கலாம் குயிலே காத்தை செய்துாத்தை செய்துாத்தை நாளை சொர்களு சுகமமும் பெறுவாயே குயிலே நாளை சொர்க்கும் அசல் சுகமும் பெரும் ஆயே குயிலே பத்தாதனுக்கு பணி வீடை செய்யே உன் கத்த நபியை கட்டுரை செய்தானே குயிலே வெள்ளிக்கிழமை விடிய தானம் கணம் பகந்து கொடுத்து குயிலே மாலை மாவறி பில் மணி விழ கஜி கொமயிலே மாலை மவரி பில் மணி விழ கட்சி கொசை மேலும் வரிசைகள் வீட்டில் இருக்கு வாங்குயிலே வரிசைகள் வீட்டில் இருக்குவான் குயிலே பட்டை உடுத்தி பரிமளம் பூசிக்கும் மயிலே இன்பங்கள் கட்டிய கொங்கைக்கு கட்டும் இரிக்கு கோகுலே வார்து முடித்து மனங்களும் பூசிக்கும் மயிலே நீ சேர்ந்து புருஷனை சிந்தை மகிழ்ந்து கோகுலே கிட்டினி போற்ற உன்னடி மயிலே புருஷனு கிட்டினி போற்றி பின் உன்னடி மயிலே மெத்த வரிசைகளான பறக்கத்துண்டாகுமே குயிலே மெத்த வரிசைகளான பறக்கத்துண்டாகுமே புயிலே நாவை புரட்டி நகை போடு பேசாத மயிலே நல்ல பூவை முடிந்து பிறர்மான போகாத குயிலே கண்ணின் நிமையை கதிக்க விடாதடி மயிலே அது முன்னால் இருந்து முகத்தை பழிக்குமே குயிலே வாசல் படி நின்று வாழ்ந்து முடிக்காத மயிலே வாசப்படி நின்று வாழ்ந்து மூடிக்காதே மயிலேன் கெட்ட தோசிகள் என்று தூதர் சொன்னார் அடிக்குயிலே கெட்ட தோசிகள் என்று தாடை சீப்பை ஓ ரூவர்க்கும் ஈயாதே மயிலே உருத்தாடை சீப்பை ஓர் ஊவர்க்கும் மயிலே அதில் கொடுத்தே மகரிபு நேரத்தில் வாசல் பெருக்காது மயிலே அது பாவிகளான படியை குறைக்குமே குயிலே அது பகலில் அளந்த படியை குறைக்குமே குயிலே வர் சொன்னே அது முப்பது வேதம் ஒழிந்தவர் சொன்னாரே குயிலே பூமி அதிவ புண்டடி வையாத மயிலே டி மயிலே நல்ல நேமித்த வாழ்வும் நிறைவும் குறையுமே குயிலே துக்கம் பிடித்தூடல் சோம்பி திரியாது மயிலே துக்கம் பிடித்தூடல் சோம்பி திரியாத மயிலே அது ஏக்கம் பிடித்த இரணம் குறையுமே குயிலே வம்பானே பேச்சிக்கல் வாயில் எடுக்காது மயிலே வம்பான பேச்சுக்கள் வாயில் மயிலே அதில் துன்பங்கள் வந்து தொடர்ந்து பிடிக்கும் கணவனை கண்டால் காடுக எழுந்திருநேன் கணவனை கண்டால் காடுக எழும் திருமயே நல்ல மலையாட்டி எம்பும் வாழ்த்திக் கொள்வார் அடி குயிலே நல்ல மலையாட்டி என்று உன்னை வாழ்த்திக் கொள்வார் அடி குயிலே காதிகள் இட்டு நகையாது தேவடியாள் என்று செத்தி கொண்டாரி குயிலே கண்ணால் உறிக்கி கணவனை பாறாதே மயிலே உன்னை புண்ணாக்கி அட்டை பிடுங்க விடுவாரே குயிலே மயிலே எளியோரை கண்டால் பேசாத மயிலே நல பழிகாரி என் துன்னை பட்டோலை தீட்டுவர்கிலே பெருவீரல் உத்திணி பேணி நடந்த கயிலே பெருவீரல் நடந்த கையிலே உன்னை ஒருவன் அசையுற்று வந்தால் அழிவானே குயிலே உன்னை ஒருவன் அசையுற்று வந்தால் அழிவானே குயிலே அஞ்சு மோர் ஆறு மகத்தில் தெளிந்து கொமையிலே அஞ்சு மோர் ஆறு மகத்தில் தெளிந்து கொமையிலே நல்ல இன்று முகம்மது குயிலே சர்குரு சொல்லை தவராமல் கொண்டு வயிலே சர்குரு சொல்லை தவறாமல் கொன்றுவமிலே நல்ல சொர்க்கம் உனக்கு சொன்னான் அடி புயிலே நல்ல சொர்க்கம் உனக்கு சொன்னான் அடி புயிலே பூணாரம் விட்டு பிளிக்கு மயிலே மயிலே அதில் நாணாமற் முக்காடு போட்டும் முகத்தை முட்டாடு போட்டும் முகமேற பாராதே மயிலே கண்ணீர் செக்காடுவாரந்து செட்டி சொன்னார் அடி குயிலே கண்ணில் வாரந்து செப்பினது பொ நல்லார நாவில் நாகைத்து மயிலே நல்லாரயிலே அது பொங்கு வந்து பிழையாய் முடியுமே குயிலே அன்னையே தந்தையை அன்பாய்வான இங்கோ மயிலே அன் பாய் வணங்கி கொமையிலே இனி பிள்ளை உனக்கு பெருமைகள் உண்டு பிள்ளைகள் உனக்கு பெருமைகள் அஞ்சிலே ஒன்றை அறிவால் தெரிந்து கொமையிலே அஞ்சிலே ஒன்றை அறிவாய் தெரிந்து கொமையிலே நீ நெஞ்சிலே ஒன்ற நினை மே குல நெஞ்சில் ஒன்றை நினைக்கும் சொல் தட்டிப்பிரமான சொல் தட்டிப்பிரர்மான போகாத மயிலே நாளை வருஷன் அபிகள் மன்றாட்டம் ஆட்டாரே குயிலே நாளை வருஷன் அபீகள் மன்றாடமாட்டாரே குயிலே புலக்கைகள் என்ற விழிவாக பேசாத மயிலே புழுக்கைகள் என்ற இழிவாக பேசாதே மயிலே நல்ல ஒழுக்கம் இல்லாதவர் புழுக்கைகள் ஆவாரே குயிலே பொய்யும் தீரிடும் பூரா மும்பிடு வாயமயிலே பொய்யும் தீரிடும் பூரா மும்பிடு அது மெய்யும் அறியும் நீ யாத பாவியிருந்த போய் என்ன மயிலே அந்த காயா மரம் மெட்டி காய்த்தந்தூத்த குயிலே அந்த காயா மெட்டி காய்த்தென்ன பூத்தன்ன குயிலே ோடிய வீராடி மயிலே எத்தீங்களோடிய வீராடி மயிலே நாளை பத்தி நீ நாச்சியார் பாவி என் பாரடி குயிலே நாளை பத்தி நீ நாச்சியார் பாவி என் குயிலே கள்ள புருஷனை கொள்ள நீனை மயிலே கள்ள தூவார் குயிலே துன்மை அழுந்த கவிழ் தூவார் குயிலே தலைவன் மொழி தட்டி நடந்த கைலே தலைவன் மொழி தட்டி நடந்த கமையிலே நாளை கொலையாழி என் துன்னை குழியும் நெருக்கு மே குயிலே நாளை கொலையாழி என் துன்னை குழியும் நெருக்கு ஆழனு குந்தன் அழகெல்லாம் காட்டிக்கும் மயிலே ஆழனு குந்தன் அழகெல்லாம் காட்டிக்கு மயிலே நாளை வாழும் ஒரு வாழ்வுக்கு வல்லோ நூரை தானே குயிலே துணைவி அருமையை துறைகி அறிவானோ மயிலே துணைவி அருமையை துகி மயிலே நாளை கணுவன் அருமையை கள்ளி அறிவாழோயிலே நாளை கணவன் அருமையை கள்ளி அறிவாழோ குயிலே ஏழை குடு கடித்த படி வாழல ஏழை குடி கெடுத்த படி வாழலாமயிலே பின் நாளைக்கு இருப்பது நாமியோமடி குயிலே சத்தியம் என்று தலையில் அடிக்காத மயிலே சத்தியம் தலையில் அடிக்காத மயிலே அது குத்தமதான கொலை வந்து சேருமே குயிலே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 தாயாரை போலே சரியா நடந்த கமையிலே தாயாரை போலே சரியா நடந்த கமையிலே நல்ல நாயகம் என்று இந்த நானிலன் சொல்லுமே குயிலே தோழும் தலையும் திறந்து திரியாத மயிலே தோழும் தலையும் திறந்து திரியாத மை நாளை தேழுவுடன் பாம்பும் தீகைக்க பீடும் குமே நாளை தேழுவுடன் பாம்பும் தீகைக்க பீடும் குமே குயிலே அசைய கூலிங்கி நடக்காத மயிலே நாள பங்க நரஹில் பாலியத்தில் ஆக்குவார் குயிலே நாளை பங்க நரகில் பாலியத்தில் ஆக்குவார் குயிலே பாசைகள் சொல்லி பகட்டி தீரியாதை மயிலே பாசைகள் சொல்லி பகட்டி தீரியாதை வேசை என்று சொல்லி விட்டு தொழிலடி குயிலே நாளை வேசை என்று சொல்லி மிரட்டும் தொழிலடி குயிலே மாயம் மருந்து மனதார செய்யாத மயிலே மா மருந்து மனத செய்யாதே நாளை நாய்போல் கதறி நிறையில் தவி பாயகுயிலே நாளை நாய்போல் கதறி நரையில் தவி பாயகுயிலே என்றைக்கு இருந்தாலும் மண்ணுக்கு இரை அடி மயிலேன் என்றைக்கு இருந்தாலும் கண்ணு கை புண்ணுக்கு கண்ணாடி போட்டல்ல பார்க்கணும் குயிலே வெள்ளை உடித்தி கை வீசி நடக்காதே மயிலே வெள்ளை உடித்தி கை வீசி நடக்காத மயிலே பொல்லா கள்ளி என்ற குயிலே மாட்டமாக மோசம் செய்யாது மயிலே மாராட்டமாக செய்யாத மயிலே மெத்த போராட்டமான பிழை வந்து நேரிடும் குயிலே கள்ளத்தரமும் ஹராம்சீனாயதுக்கு மயிலே கள்ளத்தனமும் ஹராம்சீ நாயதுக்கு மயிலே நான் உள்ளதை சொன்னால் ஊடம் வல்ல குயிலே நான் உள்ளதை சொன்னால் ஊடம்பல்ல மணம் இருக்க மறுமண வேண்டும் உமிலே மணம் இருக்க மறுமண வேண்டும் மயிலே சொந்த கணவன் இருக்க ஹராம் செய்ய வேண்டுமோ குயிலே போரிட்டு ஊரால் பூரங்களை பேசாத மயிலே போரிட்டு ஊறார் பூரங்களை பேசாத மயிலே அதை நீர்விட்டு இவ்விடம் நீயும் மலைவாயே குயிலே அதை நீர்விட்டு இவ்விடம் நீயும் மலைவாய குயிலே ஜங்கள் பேசி ஜி தூரமாய் தெரியாத மயிலே ஜாலங்கள் பேசி தூரமாய் தெரியாத மயிலே நாளை கோர நரகிற்கோடு ஊரங்கள் செய்வாரே குயிலே கொண்டோன் இருக்க கூலை தானே கட்டியாய் மயிலே வெட்டியாய் மயிலே அது கொண்ட அடிப்பார குயிலே பொண்ணுக்கு செய்து பூரட்டுகள் செய்யாதே மயிலே பொண்ணுக்கு செய்து பூரட்டுகள் செய்யாதே மயிலே அது பின்னு குனக்கும் பெரும் பிழை செய்வாய குயிலே பெரும் கத்தோ சொல்லை கறிந்து கொள் பெற்றோர்கள் என்று பிரபலமாக குயிலே நேர்ந்த கடன் செய்ய நீாத நேர்ந்த கடன் செய்ய நீ போகலாகாத மயிலே போனால் வேந்தல் லே வீர குயிலே புயிலே போனால் வேந்தல் லுனத்து மே வீர கொட்டும்பி ராமணர் கோலங்கள் ஏதுக்கு மயிலே கொட்டும்பி ராமணர் கோலங்கள் ஏதுக்கு மயிலே நாளை ஒட்டிட வேண்டும் பொன்னின் கூடத்திற்கு குயிலே பெரியர்கள் சொல்லை நீணி நடிகோர்கள் சொல்லை நீ பேணி நடவடிமயிலே அப்பால் அறிய சுவர்க்கம் அழகும் பெருவாய குயிலே அப்பால் அழகும் பெருவாய குயிலே தாய் சொல்லும் வார்த்தை தவறி நடந்தாக்கல் மயிலே தாய் சொல்லும் வார்த்தை தவறி நடந்தா நீ நாய் போல அரையில் கிடப்பாயகுலே கோழுகள் சொல்லிக் கூடிய கேடுக்காத சொல்லிக் கூடிய கெடுக்காதே மயிலே நாளை பாடும் அருகிரு பாம்பும் பீடும் குமே குயிலே நாளை பாடும் நரகி பாம்பு பீடும் குயிலே தாழாண்மை பேசித்தார் அயில் கவிழாதே மயிலே தாழாண்மை பேசி தரையில் மயிலே நெடும் கோடிக் காம்பு கூலத்துக்கு நாளை கோடாலி காம்பு கூலத்துக்கு கேடல்லோ குயிலே பெருத்து கணவனை வேராக எண்ணி நர்மயிலே வெறுத்து கணவனை வேறாக எண்ணி நர்மயிலே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 வீசின் மயிலே நல்ல பெண்ணு கழகுதான் பேசாதிருப்பது நல்ல பெண்ணு கழகுதான் பேசாதிருப்பாது வெள்ளியும் திங்களூ வீணில் ஆளு கால மயிலே வெள்ளியும் திங்களூ வீணில் நாழு கால மயிலே நாளை கொள்ளினே நாளை கொள்ளோடி அயலார்பு மேல் ஆசை நீ வையாதே மயிலே அயலார்பு மேல் ஆசை நீ வையாதே மயிலே பொல்லாமையான பேச்சுக்கள் வாயில் எடுக்காதே குயிலே வாய்குற்றம் விட்டால் வார் இசை யூனக்கடி மயிலே வாய்க்குற்றம் விட்டால் வார் இசை கடி மயிலே முட்டு முக்கு தீ முகத்து கள கடி குயிலே உண்மையை சொல்லி உலகத்தில் வாழடி மயிலே உண்மையை சொல்லி ஊலேகத்தில் வாழடி மயிலே கெட்ட தின்மைகள் எல்லாம் திந்தோடி போகுமே குயிலே சுண்ணத்தும் அன்பு தொழுகை மர மயிலே யிலே நல்ல ஜன்னல் தீரந்து கொடுக்குமே குயிலே நல்ல ஜன்னத்தும் திறந்து கொடுக்குமே குயிலே பொல்லாத பேச்சுக்கு போகவும் ஆகாத மயிலே பொல்லாத பேச்சுக்கும் போகவும் ஆகாத மயிலே நீ இல்லாத பேச்சை எடுக்கவும் ஆகாதே குயிலே பெரிய கண்டீடில் பேணி நடந்து கொமையிலே பெரியோரை கண்டீடில் பேணி நடந்து கொமயிலே நல்ல அறிவாளர் வந்தீடி அஞ்சி பணிந்து கொகுலே பின்புத்தி யாலனி வெட்கத்தை விட்டா கமயிலே பின் புத்தி நீ வெளிலே அது பெண் புத்தி பெண் புத்தி கொஞ்சமாய் பேசி கொண்டார் அது பெண் புத்தி கொஞ்சமாய் பேசிக்கொண்டார் கணவன் மொழிக்கு நீ கசலாத சொல்லாதே மயிலே கணவன் மொழிக்கி நீ கசராத சொல்லாதே மயிலே நாளை பிணமாய் நரகி புழுவாய் புரழு வாயகுலே நாளை பிணமாய் நிறைய புழுவாய்ப்புரழுவாயகுலே வெளியில் மிழுக வீறைந்தடி வையாதே மயிலே வெளியில் முழுக வீரைந்தடி வையாத மயிலே நாளை குழவிகள் பாம்பும் குழியும் நாளை குழியனில் பாம்பும் குழவிற்பீடும் கவரவண்ணிடத்தேனில் கையை கோடு மயிலே கவரவன் கையை கோடு காதமயிலே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 அப்படி போடக்கூடிய பெண்களுக்கு என்ன வேதனை என்று சொல்லுகின்றார்களான துவரை அடித்தா போல் தூக்கி அடிப்பாரே கோயிலே நாள நரகத்துல துவரமாற எப்படி அடிக்கிறார்களோ அதுபோல் நரகத்துல அடிப்பார்களா இப்படி ஒரு வேதனை இருக்கிறது ஆகையினால பெண்கள் வளையல் அடிவது ஜாக்கிரதை அதாவது பெண்கள் வளையல் காரணத்தில் கை கொடுத்து வளையல் போடுவது குற்றம் என்பதாக இந்த இடத்திலே சொல்லப்படுகின்றது மஞ்சள் குளித்துவர் உவர் முன் இல்லாதே மயிலே மஞ்சள் குளித்து வரும் முன் இல்லாத மயிலே நீ கொஞ்ச கணவனை கூடி புலாவி கொகுலே கள்ள ஹராமி காடும் சூது ஐயாதே மயிலே கள்ளஹார்காடும் சூது மாவேதே மயிலே அந்த பிள்ளையை தள்ளி பெறும் பாவம் கொள்ளாதே மயிலே கருவை உருவம் ரூவம் கோலை மயிலே கருவை அறித்தே ஊரூவம் மயிலே உந்தன் கருமன் அருகில் சுடுவார் கெடுவாயகுலே உந்தன் கருமன் அருகில் சுடுவார் மயிலே நாளை ஒன்பது வாசல் உதிரங்கள் ஓடுமே குயிலே ரத்த முழு நெருப்பாக வாரிய மயிலே மயிலே அப்போ கர்த்தன் மாலைக்கு குயிலே அப்போ கர்த்தன் மாலைக்குகள் கதரங்காடி பாரே வாரி வாரிப்பொழுத்து மதிகட்டு மந்திரில் மயிலே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 போகாத இடத்துக்கு போகவும் ஆகாதே குயிலே நீதான் போகவும் ஆகாத இடத்துக்கு போகவும் மயிலே அன்பாக பேசி அதவை கெடுக்காதே மயிலே அன்பாக பேசி அதை கெடுக்காத மயிலே நாள துன்ப நரகில் நாய்போல் தெரியுவாயே குயிலே வாங்கி இரு வளர்க்காதே மயிலே வட்டிகள் வாங்கி வாய் வளர்க்காதே மயிலே நாள வெட்டி சதையை விழுங்காடி பாயிலே நாளை வெட்டி சதையை விழுங்காடி பாமார்களே வட்டியை பற்றி ரொம்ப கண்டிப்பாக சொல்லுகின்றார் இறைவனும் அதைத்தான் சொல்லுகின்றான் எப்பழையும் நான் பொறுப்பேன் என்றான் வட்டி ஏந்தி கையால் வாங்கும் பிழை நான் பொறுப்பேன் என்றார் எப்பேரு கொற்ற ஒரு பாவங்களும் குற்றங்களும் அல்லாவதா ஆண்டவன் இஸ்திகுபார் பாவம் மன்னிப்பு தடி நான் நான் ஆனால் வட்டி வாங்கியவருடைய பாவத்தை நான் பொறுக்க மாட்டேன் என்று சொல்வதாக பெரியவர்கள் சொல்லுகின்ற வட்டிகள் வாங்கிவாய் எருவ காதே மயிலே வட்டிகள் வாங்கி காதிலே நாள வெட்டி சதையை அடிப்பாரே குயிலே பொல்லாவாரும்ழை செய்யாது மயிலே யாருக்கும் பொல்லாங்காரும் வீழை செய்யாத மயிலே இந்த பாருக்குள் ஒன்னை போற்றி பாக்கிய ஆசுர நோன்பை யாத பாக பிடி அடிமயிலே ஆசுரான் பெயாதியடி மயிலே நாளை தாய் மேலும் பத்தும் அந்த பத்தாவது நாள் இருக்கிறது தினம் என்று சொன்னால் ரொம்ப மேன்மையான ஒரு சங்கையான ஒரு நாள் அன்றைக்கு நோம்பு வைத்தார் அதனால் பெரிய பிரயோஜனம் இருக்கிறது நன்மை இருக்கிறது என்று இந்த இடத்தை சுட்டிக்காட்டுகின்றார் பொய்ய நிகராக சொல்லாதே மயிலே சூழ்ந்த பஞ்சு வீடு குயிலே பத்து நோன்பை தொடர்ந்து பிடி அடிமயிலேபத்து நோன்பை தொடர்ந்து அடிமயிலே நாளை ஆபத் துணக்கு அகன்று போய் நீங்குமே குயிலே நாளை ஆபத்து அகன்று போய் நீங்குமே குயிலே பொக்க பிறந்தாரை ஊதாரி கொள்ளாதே மயிலே பெண்கம் பார்த்தாயே மயிலே பெண் புத்தியாலே பிறமுகம் பார்த்தாய மயிலே நீ தன் புத்தியால் அல்லோ தாழ்வு பட்டாயே அறிவாளர் சொல்லை சேடாக எண்ணாதே மயிலே அறிவாளர் சொல்லை யாசேடாக எண்ணாதே மயிலே நல்ல குறியாக கேட்டு குணமாய் நடந்துக்கோ கோகுலே நல்ல குறியாக கேட்டு கூணமாய் நடந்து கோகுலே அஞ்செழுத்துள்ளே அறிவது சொல்லி மயிலே அது பிஞ்செழுத்தாகவே பேசும் அடி குயிலே மெய்கூரு பாதம்பிளிப்பிடி அடிமயிலே மெய்கூரு பாதம்பிளிப்பிடி அடிமயிலே மற்ற பொய்கூறுவை நேரில் பிழைதான் வரும் அடி குயிலே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 ஊராரை பார்த்தி நீ உள்ள மேரியாத பார்த்தி உள்ள மயிலே அது வேற ரே கேடும் குயிலே அது வேற ரே கேடும் வாசனம் அரியாயோ குயிலே உத்தாரை சேர்ந்தி நீ உறவு கொண்டாடிக்கும் மயிலே ி உறவுண்டே வாழலாம் ஒத்தாலே வாழலாம் குயிலே உன்னாசை கண்டே கரைந்தாரே மயிலே உன்னாசை கொண்டே ஊரீகி கரைந்தாரே மயிலே அடி என்னசை உன்னை என்றான் கெடுத்தது குயிலே கொண்டவனுக்கு நீரண்டகம் பெண்ணி நாள் மயிலே கொண்டவனுக்கு நீ இரண்டகம் பெண்ணி நாள் மயிலே அது கண்டவனுக்கெல்லாம் பெணாயிரு பாயே குயிலே நீ கண்டவனுக்கெல்லாம் பெணாயிரு பாயே குயிலே பொறுமையார் உமையும் புத்தியும் தேடிக்கு மயிலே பொறுமையார் உமையும் புத்தியும் தேடிக்குமயிலே கொடிய வறுமை சிறுமை கவலையும் தள்ளடி புயிலே கூறும் பெரியோரை கூடிக்கொண்டாடிக்கும் மயிலே கூறும் பெரியோரை கூடிக்கொண்டாடிக்கும் மயிலே பூவணம் பெற்ற நியாயம் மாறி ஆயோகிலே பூவணம் பெற்ற நியாயம் மாறி ஆயோகிலே இந்தவர் சிந்தையரிய பேசாத மயிலே இந்தவர் சிந்தை சாத மயிலே நாளை தூண்டில் அகப்பட்ட மீன் போல அலை வாயே குயிலே நாளை தூண்டில் அகப்பட்ட மீன் போல அலை வாயே குயிலே கலைப்பானை பேச்சுக்காரத்தாக எண்ணாது மயிலே கலைப்பானை பேச்சை காரத்தாக எண்ணாது மயிலே வேடன் வலையில் அகப்பட்ட மான் போல் விழிப்பாயே குயிலே விரியினால் வாழுவார் மேதினியில் உள்ள ஒரு மயிலே விரியினால் வாழுவார் மேதினில் உள்ள ஒரு மயிலே நம் மதியினால் வாழும் வல்லமை இல்லையே குயிலே நம் மதியினால் வாழும் வல்லமை இல்லையே குயிலே இமானை நெஞ்சில் இருக்கோமயிலே ஈமானை நெஞ்சில் இருக்கோமயிலே நல்ல சீமான பீதம் சேர்ந்து கோ நல்ல சீமான பீதம் சேர்ந்து கொள்வாயுலே வேதத்தை சிந்தையில் மரவாத மயிலே தீனன்னும் வேதத்தை சிந்தையில் மறவாதே மயிலே நல்ல வானக பெண்ணுடன் வாழ்ந்து இரு பாயகுயிலே நல்ல வானக பெண்ணுடன் வாழ்ந்து இரு பாயகுயிலே முஹம்மதை கண்டு கொண்டாடி கோமயிலே கத்தன் முஹம்மதை கண்டு கொண்டாடி கோமயிலே நல்ல சொர்க்கொடர் ஊரில் தோழமை கொள்வாயே புயிலே நல்ல சொர்க்கத் தொடர் ஊரிலின் தோழமை ஆகுமே புயிலே ஆசைக்கு தேடியறிந்து தெரிந்து கொமயிலே ஆசைக்கு தேடி தெரிந்து கர்த்தன்ன பி யைக்கான் வீலு மரவாதே மயிலே கர்த்தன் பி யைக்கான் வீலு மறவாதே மயிலே நாளை முத்து முகம்மது மோட்சத்தில் ஆக்குவார் குயிலே நாளை முத்தும் முது மாட்சத்தில் அகத்து கவலையை அப்பூர் மயிலே அகத்து கவலையை அப்பூர் அந்த லடி மயிலே உந்தன் முகத்தினுள் உள்ள முசிவத்தின் இங்குமே குயிலே உந்தன் முகத்தில் உள்ள நீங்குமே குயிலே வந்தம் மிகார்கள் பாக்கிய முண்டடி மயிலே வந்தம் மிகிருந்தாக்கள் முண்டடி மயிலே நல்ல சந்தம் இருந்தாக்கள் சாதங்கிடை குமிலே நல்ல சந்தம் இருந்தாக்கள் சாதங்கிடை குயிலே சுகங்களை காட்டாதே மயிலே சூதை விரும்பி சுகங்களை காட்டாதே மயிலே அது பாதகம் என்று பலகம்பர் சொன்னாரே குயிலே அது பாதகம் என்று பழகம்பர் சொன்னாரே குயிலே தீட்டாதே வாயின் தின்னாதே நாற்பாக்கினே மயிலே தீத்தாதே வாயினார் தின்னாதே பாக்கினி மயிலே தின்னாரு தின்னார் மீந்தால் உந்தன் முகத்தை விட்டோடு மேயிலே மாமிதனக்கு மரியாதை செய்யமயிலே மாமி தனக்கு மரியாதை செய்யமயிலே மனமோக வாசிக்கனவனைப் பெற்றாளே குயிலே உங்கள் மாமோக வரிசிக்கணவனைப் பெற்றாளே குயிலே அஞ்சாத்தன் இவழி நெஞ்சார போகாத மயிலே அஞ்சா தான் இவழி நெஞ்சார போகாது மயிலே போனா சஞ்சல பெட்டு தனிமேலு காவாய குனா சஞ்சல பெற்று தல் மேழு காவாய குறிலே முறிவீனை பேசி முகத்தை மூறியாதே மயிலே முறிவிய பேசி முகத்தை முகத்தைதே மயிலே நல இருதலை கொள்ளி எறும்பு கடிக்குமே குயிலே அநியாயம் கண்டு ஆரிம்பிளை செய்யாதே மயிலே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 ால் உள்ளும் மகிழ்ந்தி வாயிலே பின்னால் உள்ளம் மகிழ்ந்தெனி ஊதாரியா வாயே குயிலே முக்காட்டு பெண்ணுக்கு மூக்கினி கோபம் என் மயிலே முக்காட்டு பெண்ணுக்கு மூக்கினர் கோபம் என் மயிலே அது மக்காட்டும் முந்தன் கணவனுக்காகாதே குயிலே இசை ராகம் கேட்டு டி மயிலே இசைராகட்டு இன்பம் கொள்ளாதேடி மயிலே நாளை கசையான செப்பூசி காத்தில் அறிப்பாரு நல்ல கசையான செப்பூசி காதில் அறை கட்டு கணவனை மயிலே கட்டு கணவனை மயிலே விட்டால் நட்டாற்று கீரை போல் அவாயே குயிலே விட்டால் நட்டாற்று நீரை போல் கெட்டல வாயடி குயிலே உந்தன் கணவனுக்கு சதி செய்தால் பாவி உந்தன் கணவனுக்கு சதி செய்தால் பாவி அவர் வெந்து நரகில் விசனப்படுவாரே குயிலே அவர் வெந்து நரகில் விசனப்படுவாரே குயிலே ஏழை புருசனந்தள்ளலாய் பேசாதே மயிலே ஏழை புருஷன்தெல்லாம் வாய்ப்பேசாமே நாளை வாழை கொண்டு தன் நாளை வாழை கொண்டு குவிரான பாராதே மயிலே குவிரான சாஸ்திரம் குறிவைத்து பாராதே மயிலே அது தவறாத ஈமான் கருவி பர குமே அது தவறான கருதி பர கு அருமை பெரியோர்களே தாய்மார்களே இந்த இடத்தில் குறி பார்ப்பது பார்ப்பது சாதகம் பார்ப்பது இது இறைவனுக்கு இணை வைப்பது போன்ற ஆகும் ஆனால் ஆண்டவன் இணை வைப்பதை ரொம்ப நம்மளை தண்டிக்கிறான் இறைவனுக்கு ஒரு பொருளை இணையாக வைத்து நாம் பார்ப்பது அது மன்னிக்க முடியாத குற்றம் என்று ஆண்டவன் சொல்லுகின்றான் ஆகவே அது போன்று சாஸ்திரம் பார்ப்பது குறி பார்ப்பது இது பெரும் குற்றம் மன்னிக்க முடியாத குற்றம் என்று மார்க் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் அதைத்தான் இந்த இடத்திலே வலியுறுத்தி சொல்லுகின்றார் கணவன் இல்லாத வேளையில் பெண்கள் குறி பார்ப்பது அது பெரும் குற்றம் அதில் பல கருத்துகளும் சொல்லப்படுகின்றது ஆகவே குறிபார்ப்பதை தவிர்த்துக் கொள்ளும்படி ஆண்டவன் கிருப்ப செய்வான் நெஞ்சி பிழையாக எண்ணாதே மயிலே உன்னில் ஒரு காலில் நீ சொற்கிட மாட்டாயே குயிலே உன்னில் ஒரு காலில் நீ சொற்கம் பெற்றிட மாட்டாயே குயிலே பணங்களை தேடி நீ பார்பிற்பூதை யாத மயிலே பணங்களை தேடி நீ பார்ப்பூதை மயிலே நாளை பிணந்து நீ பாம்பு போட்டு பூரட்டு மேகுலே நாளை பிணந்து நீ பாம்பு போட்டு பூரட்டு மேயிலே சொக்கட்டான் சோழி சூகம் என்றே ஆடாத மயிலே சொட்ட சொக்கட்டான் சோழி சுகம் என்றே ஆடாதே மயிலே அது இக்கட்டு போலே விடாரா முடியுமே குயிலே அது போலே ஈடாரா முடியுமே குயிலே குண்டினியாகவே கூட்டிக் கொடுக்காதே மயிலே நாளை கட்டின் பூவார் குயிலே நாளை கட்டி நெருப்பிலே நாக்கூவார் குயிலே மாதாரை பழி சொல்லும் மயிலே பத்தினி மாதாரை பழி சொல்லும் சொல்லாதே மயிலே நீ பெற்றிடும் பெண்ணுக்கு பின்னால் கூரை வரும் குயிலே நீ பெற்றிடும் பெண்ணுக்கு குயிலே நிறமத்துள்ள நேவில் வணங்கி குமயிலே நிறமத்துள்ள அனை நெல் வணங்கி கொமயிலே அதனால் கியாமத்து நாள் நல்ல கீர்த்தி பெருவாய குயிலே பூனியம் செய்தி நீ பூவி நீர் வாழ்ந்தா காமிலே புண்ணியம் செய்தி நீ பூவினில் வாழ்ந்தாக்கா மயிலே நீனி பாக்காதே மயிலே வீரியம் பாராட்டி மேனிப்பாள் ஆக்காதே மயிலே நல்ல காரியம் பாராட்டி காசினி போ குயிலே தொட்ட கணவனை துவசங்கள் செய்யாதே தொட்ட கணவனை துவசம் செய்யாத மயிலே குட்டம் பிடித்து கூற நோயை கொள்வாயே புயிலே குட்டம் பிடித்து கூறு நோய்கள் கொள்வாயே புயலே உள்ளதை சொல்வாரை ஊதாரி சொல்லாதே மயிலே சொல்வாரை ஊதாரி சொல்லாத மயிலே அது பள்ளத்தில் வெள்ளம் பாரந்தோடி நிற்காதே குயிலே மூதாக்கள் செய்த முறைப்படி செய்தி கொமயிலே மூதாக்கல் செய்த முறைப்படி செய்தி கொமயிலே அது மாதாக்கள் செய்தது மக்களுக்கு அது மாதாக்கள் செய்தது மக்கள் கல்லோ குயிலே முனாத்திருக்கு சொல்லை வீணில் கொள்ளாதே மயிலே முனா திருத்து சொல்லை முறி வீணில் கொள்ளாதே மயிலே சொல்லி பணாவாகி நீயும் பாடும் பாடும் மெத்தவே குயிலே மன்னி பிறந்த வல்லம் இல்லை மயிலே மன்னிப்பு வல்லமை இல்லைய மயிலே அது பெண்ணாய்ப்பிறந்தாக்கா பெருமை உண்டோடி குயிலே பெண்ணாய்ப்பிறந்தாக்கா பெருமையுள்ளோடி குயிலே உண்மையை தேடி ஒழுங்காய் நடந்தா கால் மயிலே தேடி ஒழு தாய் நடந்த கைலே சீதன் நன்மை தீமையுமாயன் அறிவானே புயிலே சீதன் நன்மை தீமையுமாயன் அறிவானே புயிலே பணத்துக்குறம் பூரி பாரில்லி செய்யாதே மயிலே பணத்து குறம்பூரி பாரில்லி செய்யாத மயிலே அவர் இரணத்து கழு தங்க கெடுத்து எழுப்பாரே குயிலே பெண்ணாலே யாரும் பி ரவல்யம் பேசுவார்மயிலே பெண்ணாலே யாரும் பி ரவல்யம் பேசுவார்மயிலே அதில் மண்ணும் பெண்ணும் என்று வகுத்து சொன்னார்யிலே வாங்கி மூடிகி அடுக்காத மயிலே முறிதுகள் வாங்கி மூடி கில் அடுக்காது மயிலே அதை தெரிஞ்சி தேட கடன் அஞ்சில் பிறந்தாலே மயிலே அஞ்சு லுதி திணி அஞ்சும் பிறந்தாலும் மயிலே அஞ்சில் வளர்ந்த நீ அஞ்சு அரியாயோ குயிலே கலிமாவை மூலக்காரத்திரில் தேடடி மயிலே களிமாவை மூலக்காரத்திரில் தேடடி மயிலே அங்க புலி மாமனா திருப்பொரு பாதம் காண்பாயே குயிலே அஞ்சையும் கட்டி அறிவோடி இருக்கினார் மயிலே பொல்லாடு மாவாரே குயிலே விளைந்த மூலத்தை பாரடி மயிலே மூச்சு விளைந்த மூலத்தை பாரடி மயிலே அங்கு பேச்சு விளைந்த பீராபல்யன் காண்பாயே குயிலே மூலத்தின் மேலே முத்தமறை அடிமயிலே மூலத்தின் மேலே முழு தமறை அடிமயிலே அது வாழைப்பெண் ஆனோன் மணி நிற்பாளைகுயிலே நீங்கினால் மயிலே விண்ணோடி ஓடிவெளித்தீரை நீங்கினால் மயிலே கடற் கண்ணாடிக்குள்ளே காரணம் காண்பாய பிலே இருகன் மயில் இருதயம் பூட்டினால் மயிலே இரு கண்ணின்ி இருபம் நடி விடர்ந்து நின்றாடுமே குயிலே முகத்து கண்ணை முறுக்கி திருக்கினால் மகிலே உந்தன் அகத்து கண் கீறி அறிவெங்க குயிலே இல்லை இருதயம் பற்றி மயிலே கினி அவதி இன்பம் ஐ காண்பாயகுனி அவ்வாகுதிதாறு இன்பம் ஐ காண்பாயகு செம்மலர்குள்ளே சீரந்தி பாரடி மைதே அங்கு நன்மையா வாத்திமான் நிற்பாரே உயிரே அங்கு நன்மையா வாத்தி மான் ஆயி நிற்பாரே உயிரே சத்தம்பிரந்த சொல்லடி மயிலே அது சத்தம்பிரந்த சொல்லடி மயிலே அது பற்றி விரந்தே அதில் பத்தில் இரண்டு பலனாகும் காண்பாயே குயிலே எனக்கு உனக்குள் நான் என்று மயிலே எனக்குள் நீ என்று உனக்குள் மயிலே அது தரக்குள் தானாய் சமைந்த குயிலே நினைவுமனமே வேறாக நின்றாக்க மயிலே நினைவு மனமே வேறாக நின்றாக்க மயிலே கண்ட கலவல்லா உனக்குள் கைவசமாகுமே குயிலே சத்து மன திசாருகாமல் நின்றாக்காமயிலே கற்றுமது சருகாமல்மிலே அும் வந்து கால் அந்து கொண்டா பேசுவான் குயிலே கர்த்தனும் வந்து கால் பேசுவான் குயிலே ஊனையொடிக்கு ஒரு இணையானா கமயிலே ஊனையொடிக்கு ஒரு இனைவானா கமயிலே நீயும் காணாமல் காற்று கண்டுகொள்வாயே புயிலே நீயும் காணாத காட்சி கண்டுகொள்வாயே குயிலே இந்த பிறவி இகழ்ந்தினி பாரடி மயிலே இந்த பிறவி நீ இகழ்ந்தினி பாரடி மயிலே அந்த சொந்த பிறவி துறந்தல்ல தோன்றுமே குயிலே தண்ணில் நீங்க கனவாகும்யிலே நித்திரை தன்னில் நினைவும் கனவாகும் மயிலே பின்ன உத்தம் மொழிந்தே உதித்தார் சொல்லடி புயிலே கனவில் கொண்ட காரணம் கேட்டுக்கொமயிலே கனவிலு உட்கொண்ட காரணம் கேட்டுக்கோமயிலே நல்ல நினைவில் கண்டு நெய்க்க கருத்துண்ணில் போற்றி கொண்டு நீ நெய்க்க கருத்தின் போற்றி கொலே அருள் உண்டும் முகத்தினில் அவள் உங்கு முனைக்கு இடையூறு மாறாதே குயிலே அரிசின் கீழ் நின்றே ஆரியடி மயிலே நான் என் குறிச்சினில் சத்தம் ஊவந்து கேட்குமே குயிலே சத்தத்தை கேட்டு தாய் அங்காமல் இல்லடி மயிலே சத்தத்தை கேட்டு தாய் மயிலே அந்த ஹாத்தன் முகம் அதை கல்பூர காண்பாயை குயிலே அங்க ஹாத்தன் முகம் அதை கல்பூர காண்பாயை குயிலே சுழிமூனை ஏறி தூருவங்கடந்த கமயிலே சுழிமூனை ஏறி தூருவங்கடந்த மயிலே அங்க வெளியாலை நாளும் விளையாடி நிற்குமே குயிலே அத்த இடத்தில் அணுகு நீனா கால் மயிலே நீ ஒற்ற இடத்தில் ஒருவரும் இல்லைய குயிலே மாயப்பிறவி மயக்கத்தை தள்ளடிமயிலே மாயப்பிரவி மயக்கத்தை தள்ளடிமயிலே நல்ல காயாபூயுந்தன் கைவசமாகும் குயிலே மட்டத்துக்குள்ள மதியத்திருத்தடிமயிலே மட்டத்துக்குள்ள மதியத்திருத்தடிமயிலே மக்கம் தோன்றுமே குயிலே திருத்தத்துக்குள்ள மதி மக்கள் தோன்றுமே குயிலே பெண்ணையை குவித்து வீழக்கா உருக்கி நர்மயிலே பெண்ணையை குவித்து வீழக்கா உருக்கி நர்மயிலே அது உன்னை அம்மா உன்னை அல்லாமல் ஒரு மயிலே அங்கம் இருக்கையில் எங்கும் உல அவலமயிலே தங்கள் அங்கம் உடைந்தாக்க தங்குவதெங்கிலே உங்கள் தங்குவதெங்கின குயிலே மந்திரத்தாலும் எழுத்தாலும் ஆகும் மயிலே இந்த தந்திர பேச்சை தள்ளடி குயிலே மௌனம் எழுத்தும் மனம் சரிவிட்டால் மயிலே பதிக்கூரை பெண் அடி புயிலே புதலன் தண்ணில பொய் கூறுவானவர் மயிலே புதலன் தண்ணில பொய் கூறுவான் அவர் மயிலே இரு காதையும் கண்ணையும் இரு காதையும் கண்ணையும் உன்னை பிடிக்க உன்னை பிடிக்க உபாயம் அறியாமல் மயிலே இரு கண்ணை சிமிட்டி கடும் பார்வை காட்டுவார்குலே மாடுபோல் உண்டுமாய் எக்கம் தூங்குவார்மயிலே மாடுபோல் உண்டுமாய் எக்கம் தூங்குவார்மையிலே இது கேடன்றவர்கள் கணவியிலும் என்னத குயிலே இது கேடன்றவர்கள் கணவிலும் எண்ணாரே குயிலே படித்து பேர் ஈயோரை பாராமல் பழித்து பேர் பாராமல் ஏசுவார் மயிலே அந்த வெளிச்சத்தை காட்டுவீட்டிலே என்பாரே மிச்சம் இல்லாமல் குவாயங்கள் ஆகவே மயிலே மிச்சம் இல்லாமல் குபாயங்கள் ஆகவே மயிலே அங்க பழிப்பீடு செம்பொன் பறிக்கேவை தேடுவார் குயிலே அங்கே பறித்தீடு செம்பொன் பறிக்கவே தேடுவார் குயிலே சண்டாள பேரை சாதம் எந்த காதமயிலே பேரை சாதம் என்று காதமயிலே அவன் பென்றாள உன் வேல் குயிலே அவன் பெண்கள உன் பேல் பிரியப்படு அரை குயிலே வாக்கினில் ஒன்று மனதில் ரெண்டாதே மயிலே வாக்கினில் ஒன்று மனத்தில் ஒன்று மயிலே நாளை நாக்கினில் தூண்டுகள் நாட்டிய தூக்குவார் குயிலே மனையில் கூறு மனையில் கூறுட்டு மக்களுக்காகாதே மயிலே பொல்லா வினையில் வாருங் கேடு வேண்டவும் பேசாதே குயிலே களரி வீழம் பேயில் கண்ணோரம் பாராதே மயிலே களரி வீழம் பேயில் கண்ணோரம் பாராத மயிலே நாளகுளியகன் கேளை கீரி எடுப்பாறை குயிலே நாள குளறி அகன் கேளை கீரி குயிலே வீணான பேச்சுக்கு வாணாளை பேச்சுக்கு நீ கையேந்தி நிற்காதே சண்டைகள் பேசாதே மயிலே சண்டைகள் நிற்பி சில் பேசாது மயிலே அது கொண்டவனு காரி ஆண்மை கூறையுமே அது கொண்டவனு காரி ஆண்மை குயிலே இந்தா பிடி என்று எடுத்துக்கொடு காதே மயிலே இந்தா பிடி என்று எடுத்துக்கொடு மயிலே சொந்த கணவனை தோற்றச் சரி வாயோ குயிலே சொந்த கணவனை தோற்றச் சரி வாயோ குயிலே மெத்தவும் தூர நடக்காது மயிலே சூளாகி மெத்தவும் தூர நடக்காது மயிலே செய்த கூலி குறைத்து குறைவு கொள்ளாதே நீ குயிலே ோரை சார்ந்து பணிந்த கமயிலே சர்கூரு வானோரை சார்ந்து பணிந்த கைலே அவருமே கூறுவான காண்பியே குயிலே அவருமை கூறுவான இடம் எல்லாம் குயிலே நல்லாரை சேர்ந்தாக்கள் நடக்கையும் நல்ல அமையிலே நல்லாரை சேர்ந்தா கால் நினைக்கையும் நல்லதா மயிலே கெட்ட பொல்லாரை சேர்ந்தா கால் புத்தியும் போகுமே புயலே கெட்ட பொல்லாரை சேர்ந்தா கால் புத்தியும் போகுமே புயலே பின்னாகி மண்ணாகி வெளியும் மொழியும் ஆகி மயிலே பின்னாகி மண்ணாகி வெளியும் மொழியும் ஆகி மயிலே அது அண்ணாகி இன்னாகி பருளாயிருந்ததா புயலே யிலே தாயாகி தமராகி தக்கோர்பி ரப்பாகி மயிலே பெற்றோமே குயிலே மனந்தானே இத்தனை மகத்துவமானது மயிலே அந்த இனந்தான அறியாமல் என்று சும்மா பேசாய் விசா மயிலே அந்த இனந்தாங்கால் இயாமல் ஏன் சும்மா பேசுகிறாய் குயிலே நீருள்ள மட்டும் மீனெங்க துள்ளிடும் மயிலே நீருள்ள மட்டும் மீனெங்க துள்ளிடும் மயிலே சுத்த நீரெங்கை அத்தாக்கால் மீனெங்க துள்ளுங்கான் குயிலே மனமுள்ள மட்டுக்கும் வல்லமை பேசுவயிரே மனமுள்ள மட்டுக்கும் வல்லமை பேசுவாய் மயிலே இந்த மனமும் ஒடுங்கினால் நினைவந்திருக்கும் மௌத்தை தடுக்கும் மௌத்தை பாரடி மைலே மௌத்தை தடுக்கும் மௌத்தாக பாரடி மைலே கை சேதப்படுவாரே குயிரே காலன் மவுத்தி மறந்தப்படுவாரே உயிரே பிரியம் முன் பிரிந்தால் வெளியாகும் மயிலே பிரியம் முன் பிரிந்தால் நோவின் வெளியாகும் மயிலே தன்னை தெரியும் முன் இறந்தாக்கா தெருவதெங்க குயிரே பெண்ணாசி மைனே பெண்ணாசையிட்டி பெணி நடந்த கமை நே கெட்ட கண்ணா சுவந்தால் காலால் உதை பாயே குயிலே கெட்ட கண்ணா சுவந்தால் காலால் உதை பாய குயிலே இல்லல்லாதய தில்ல அறியாவிட்டால் மயிலே தன்னை அகத்தில் அறியாவிட்டால் மயிலே நீ பொல்லான் அருகில் புகுவது மெய்யடி குயிலே நீ பொல்லான் புகுவது மெய்யடி குயிலே பூவிலே வாசம் விரந்த விதம் என்ன மயிலே வாசம்பே கலந்தளிமாவில் கலந்த வீதம் என்ன குயிலே கல்லில் நெருப்பு கலந்த வீதம் என்ன மயிலே கல்லில் நெருப்பு கலந்த விதம் என்ன மயிலே இருள் அல்லிற்பகலாம் அமைந்த இடம் அல்லோ குயிலே தன்னை அறிந்து தாய் பாட்டிலானாக்கால் மயிலே தன்னை அறிந்து தாய் பாட்டிலானாக்கால் மயிலே அங்க சொன்ன அங்க சொன்ன வழி எல்லாம் ஜோதிபத்தோனு குயிலே மெத்த பூசிப்பாலே மேனி சுகர்ந்தாலே மயிலே மெத்த பூசிப்பாலே மேனி சுகத்தாலே மயிலே மையம் சொத்தீரை ஆலே நினைவைமாறந்தாய குயிலே பையன் நித்தீரை ஆலே நீனை வை குயிலே நித்தீரை விட்டு நீ நே ஓடி மூலப்பதியில் முளை தவிதம் என்ன மயிலே மூலப்பதியில் மொழி தவிதம் என்ன மயிலே அது வேலை பதியில் வெள்ளி கண்டு தோற்றுமே குயிலே தோற்றுமொழையை தொடர்ந்து நீ கண்டாக்க மயிலே தோற்று மொழையை தொடர்ந்து நீ கண்டாக்க மயிலே சொல்ல வேற்றுமை வேறுண்டோ விளைவு மாட்டாதையே குயிலே சொல் வேற்றுமை வேறு விளையுமாட்டாது குயிலே முத்தொன்றி நாளே முழுதும் படைத்தானே மயிலே முத்தொன்ி நாளே முழுதும் படைத்தானே மயிலே ஒரு வித்தொன்றி நாளே வினவ தெரியுலே ஒரு வித்தொன்றி நாளே வினவத் ஐநன்னும் மற்றரங்கண்டு தெரியாவிட்ட மயிலே ஐநன்னும் மற்றரங்கண்டு தெரியாவிட்ட மயிலே ஒரு வித்தொன்பில்லாலே விளக்கம் தெளிவாயே குயிலே ஐநென்னும் அச்சரம் கண்டு தெளிவா விட்டமையிலே அச்சரம் கண்டு தெளிவிட்டமையிலே சூடத்துயிலும் கண்ணாடி தோற்றவும் மாட்டாதே குயிலே சூடத் துயிலும் கண்ணாடி தோற்றவும் மாட்டாதே குயிலே உப்பை அறிந்தேகம் நிமர்ந்து குடித்து நீயும் பெருவாயகுலே முகம் விரிந்து குடித்து நெறியும் பெரு வாயகுயிலே பூரணமுண்டான பாதையை கண்டாக்கா மயிலே உண்டான பாதையை கண்டாக்க மயிலே வெகு காரணம் கண்டு நீட்சி பெறுவாயே குயிலே வெகு காரணம் கண்டு நீட்சி பெறுவாயே குயிலே பேதையா மிருதம் பூசிக்க தெரியாமல் மயிலே பேதையா மிருதம்பூசிக்க தெரியாமல் மயிலே சூதகம் உண்டிமான் சுத்தம் இழந்தாய குயிலே பாதகர் சொல்லை பலன் நன்றி கொள்ளாதே மயிலே பாதகர் சொல்லை பலன் நின்று கொள்ளாத மயிலே குயிலே கொல்லாத குடித்து நரைில் அடி வாய குயிலே பாலை குடித்து பாக்கியம் பெற்றா கமையிலே பாலை குடித்தருள் பாக்கியம் பெற்றா கமையிலே நல்ல வாலை பருவம் வாயே தூனை கிளையோ குயிலே காந்தூரிகி பிடித்தா போல் மயிலே ஊசியில் காந்தம் மயிலே நீ தேசிய பற்றி தெரிஞ்சிக்கலாம் பரடி புயிலே மக்கம் முகம்மது வாசலு குச்சந்தால் மயிலே மக்கம் முகம்மது வாசலு குச்சந்தால் மயிலே சொர்க்கம் மாயவன் கொலுவங்கு தோன்றினால் மயிலே அருகினில் மாயம் கொலுவங்கு தோன்றினால் மயிலே நல்ல தெரிசனை கண்டு திருவடி குயிலே நல்ல சிறிசனி கண்டு தீர்வடி குயிலே முச்சந்திக்குள்ளே முனைப்பாட்டா குச்சந்திக்குள்ளே முனைப்பாடி விட்டா காயிலே ஈரை தற்றோர் ரூபத்தை நீ சார்ந்து கொள்வாய் எடி குயிலே ஈரை தற்றோர் ரூபத்தை கொள்வாய் எடி குயிலே கைவசமாக கருத்தோடு நாடினால் மயிலே கைவசமாக கருத்தோடு நாடினால் மயிலே இனி ஐவருமே கூடி அறிவு புரிவாரே குயிலே இனி ஐவருமே கூடி அறிவு புரிவாரே குயிலே அஞ்சல வாழ்க்கை சாதம் மந்திங் கண்ணாது மயிலே சஞ்சல வாழ்வை சாதம் மந்திங் கண்ணாது மயிலே இது கொஞ்சம் மந்த நீ தரிந்து கொகையிலே தக்கம் என்ற மறந்தாய குயிலே மாத்தான வழிகண்டு நில்லடி மயிலே மாரிபத்தான வழிகண்டு நில்லடி மயிலே கொல்லா கருமம் எல்லாம் தள்ளடி குயிலே பொல்லா கருமம் எல்லாம் கசடன்று தள்ளடி குயிலே புருஷத்தில் மயிலே இது அரிசி பெரியோர் அரிசி பெரியோர் அகமது கோதி நான் புயிலே இதை அரிசி பெரியோன் அகமது கோதி நான் புயிலே பத்தனக்கு பணிந்து நடந்து கொமயிலே பத்தாதனக்கு பணிந்து நடந்து கொமயிலே கெஞ்சி கத்தன் கண்ணாலே மறை கண்ணாலு குயிலே கெஞ்சி கத்தன் முகம் மறை கண்ணாலு காண்பாய குயிலே அஞ்சு தெளிந்தால் மயிலே அஞ்சு தெளிந்தே வாழ் வணங்கினே நாளை கொஞ்சிய சொர்க்கத்தில் கூடி புல அவலாம் புயலே நாளை கொஞ்சி நாளை கொஞ்சிய சொர்க்கத்தில் புயலே கத்துங்கணவனு கேட்க நடந்த கமயிலே நத்தும் கணவனுக்கு ஏற்க நடந்த கமையிலே நாளை கர்த்தன் பீமகள் காட்சி பெறு வாயகுயிலே நாளை கர்த்தன்ன பீமகள் காட்சி பெறு வாயகுயிலே பழியோடு அறிந்து மகிழ்ந்து நடந்த கமையிலே வழியோடு மகிழ்ந்து நடந்த கமையிலே அழியா பாத அவியில் நரசான்றி பாயகுயிலே நீ அழியாப்பாத அவரு பாயகுயிலே அல்லாவோருவனை அஞ்சி வணங்கி கொமையிலே நாளை எல்லாம் அவன் என்று இதயத் தெண்ணிக்கோ குயிலே போதாதோ மயிரே புத்திமான் இத்தனை போதாதோ மயிலே நீ ஒத்து நடந்தாக்கால் இத்தனை சொல்வேதன் புயிரே நீ ஒத்து நடந்தாக்காய் இத்தனை சொல்வேதன் புயிரே பெண் புத்தி மாலையை பேணி நடந்தா கா பெண்ி மாலையை பேணி நடந்த கமயிலே விண்முற்று ஜென்னத்தில் வீட்டிற்பாயடி புயிலேற்று ஜென்னத்தில் வீட்டிறு பாயடி புயிலே அண்ணன் நடையாழ மின்னின் மொழியாழ மயிலே அண்ணன் நடையாள மின்னின் மொழியாழ மயிலே நீ என்னாலு சொர்க்கத்தில் இன்பம் வாழ்வாயே குயிலே நீ என்ன சொர்க்கத்தில் இன்பம் குயிலே அவ்வாவோ ரூவனை அஞ்சி வணங்கி கொமயிலே அவ்வாவோ அஞ்சி வணங்கி நாளை எல்லாம் அவன் என்று இருதய தென்னிக்கோ குயிலே நாளை எல்லாம் அவன் என்று தென்னோ குயிலேயோ அருமை பெரியோர்களே தாய்மார்களே பெண் மாலை என்ற பாடல் இம்மட்டோடு நிறைவு பெறுகிறது ஆகவே இந்த பெண் மாலையை கேட்டிருந்த அருமை தாய்மார்கள் நல்வழி நடக்க இல்லாமல் அல்லாஹூ நல்லொருள் பாதிப்பாளன்று வேண்டிக் கொண்டு இந்த பாடலை மன நிறைவோடு சிங்கப்பூர் எஸ் ஏ மஜித் பர்தர் ஷார் அவர்களுக்கு நாங்கள் மனம் மோந்து பாடியுள்ளோம் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இமானுடன் தாய் ிடவே நல்ல தாயிரைவீமானுடன் வாழ்ந்திடவே பந்த பாசமுள்ளே சல்லா